நற்றிணையின் வெற்றிப்படிகள் அறிவு மாநில உச்சக்கட்ட படைப்பு வரவில்லா வலிமை பெற்ற மனிதன் மனிதம் என்னும் மகுடத்தை சூடி நான் மட்டுமே பகிரமாய் உளிர்க்கிறான் மனிதன் என்றவுடன் நம் நினைவிற்கு வருவதை நம்மை பலரும் இதுவரை வரையிரில் கூட கண்டித்தாரா கையிடக்க பொருளகே இவர்கள் மட்டும் பழிச்சென்ற உதாரணமாக தோன்ற வேண்டும் ஏதெனில் இவர்கள் தனக்கு போகத்தான் தானமும் தர்மமும் என்ற தகைமையை தாண்டி தன் வாழ்வை முழுவதுமாக சமூக பணிகளுக்காக அர்ப்பணித்துக் கொண்டதுதான் நாம் யாரும் அவ்வளவுதில்லை நம் கண் முன்னே நடக்கும் அஞ்சாட நிகழ்வுகளை நம் உதவி தேவைப்படுவோருக்கு நம்ம ஏதோ செய்யலாமே ஒருவன் ரோட்டில் அடிப்பட்டு கிடக்கும் போது அதனை பார்த்து உடனே ஆம்புலன்ஸுக்கு போன் செய்து அவரை மருத்துவ மேனை கொண்டு சென்று சேர்த்தால் அந்த மனிதம் வாழ்கின்றது உறவுகளையும் உணர்வுகளையும் உயர்வாக கருதி வைத்த உன்னத நிலை உருப்பெறாமல் போய்விட்டது என்று பாசமும் பறிவும் படத்தின் பின்னால் பயணப்படுகிறது நாம் கொண்ட மனதில் மனிதனை மதிப்பதற்கு இடமில்லை எனும் போது அம் மனிதனில் தளிரில் மனிதத்தை தேடினால் கிடைக்குமோ மனிதம் இருந்திருந்தால் பிரபஞ்சத்தில் இந்நிலை வந்திருந்தாது மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டாம் வாழும் வகை புரிந்து கொண்டாம் மனிதனாக வாழ மட்டும் ஏனோ தெரியவில்லை சூரியன் மலை காடு கூட இன்னும் மரந்தான், காடு மனிதம் மறக்கவில்லை மனிதன்தான் வாழ்வதில்லை ஒவ்வொன்றும் வாழ்கின்றன ஒளிரும் ஒலிக் கதிர்களை தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் பிற உயிர்களுக்கே அளிக்கிறது எந்த மரமும் தன் கலிகளை தானே உண்பதில்லை அதனால் இந்த மனித மனம் மட்டும் மனிதம் மலர மறுக்கிறது காரணம் என்னவென்று சிந்தித்த போது தனக்காகவே மட்டும் சிந்திக்கும் சுயநலம்தான் தன்னை போல் கிரறையின் நேசி என்று இறைவரின் வார்த்தையை இருதய வரை எடுத்து செல்லாமல் போனதாலேயே மனிதம் மாண்டது இப்பொழுதும் மனிதம் வளர்க்க தர குறைவான தன்னலம் தவிர்ப்போம் தன்னலம் தவிர்த்து பொது நலத்தில் திளைப்போம் பொதுநலம் காத்தவன் புத்தைத்து போவதில்லை உள்ளத்தை முதலில் மனிதம் உடைப்போம் பின் உழவுகளில் வளர்ப்போம் சாதிக்கும் மதத்திற்கும் இறுதி அஞ்சலி செலுத்திவிட்டு மனிதம் என்கிற புனிதம் வளர்ப்போம் தொலைக்காட்சி பேசுகிறது மனிதம் பச்சி வானொலி பேசுகிறது மனிதம் பச்சை இணையதளம் பேசுகிறது மனிதாவின் வானம் பச்சை மனிதா நீயப்பொழுது பேசுவாய் மனிதத்தை பச்சை இனி ஒரு பிறப்பா பிறக்கப் போகிறோ வாய்ப்பில்லை என்பதே உண்மை ஆனால் ஒரு நல்ல வழி இருக்கிறது கடை ஏழு வள்ளல்களையும் மிஞ்சமும் ஒரு வாய்ப்பு அதுதான் உடல் தானம் கொடை வளர் கர்ணனையும் மிஞ்சமும் ஒரு வழி அதுதான் இரத்த தானம் இந்த பூ உலகில் எட்டாவது வளல் கிதையே ஒன்பதாவது வள்ளல் நீங்களாகவும் இருக்கலாம் ஏன் நானாகவும் இருக்கலாம் மலாலாவின் கையை தொடர் தகுதி நோபல் பரிசினைப் போல மனிதன் மனிதம் என்கிற புனிதத்தைத் தொட தகுதி இழந்தவனாகவே இருக்கிறான் மானுட பிறவின் பெற்றோரல்ல மனிதர் அல்ல மகத்துவமிக்க மனிதம் காப்பவரே மனிதர் எனவே மகத்துவமிக்க மனிதம் வளர்ப்போம் மனிதர்களாய் மாறுவதற்கு நாளை உலகின் நம்பிக்கை நட்சத்திரங்களாய் நம் இளைய தலைமுறைக்கு சிறியது ஆனால் நமது எண்ணங்கள் உயர்ந்ததாய் பறந்து விகிந்ததாய் எல்லைகளை கடந்ததாய் இருக்கட்டும் மனிதனேயும் உள்ள மக்களாய் இந்த தலைமுறையில் மலரட்டும் அன் குமனேசமும் கருணையும் கொண்ட நெஞ்சங்களாய் இன்முகம் காட்டி பிறர் துன்பம் களைந்திலும் அமைதியின் தூதர்களாய் வாழ்வோம் சகோதர உணர்வினை மனதில் வளர்ப்போம் அன்பால் அதிலும் சிறக்க வழி காண்போம் மனிதர்கள் அனைவரையும் சமமாக வலிப்போம் தமிழனும் மனிதன்தான் பாகிஸ்தானும் மனிதன்தான் மொழி மதம் நிறம் எதுவும் பிரிக்காது மனிதத்தை இயற்கையை சமைத்த மனிதனுக்கு மனிதத்தை சமைக்க தெரியாமல் போகுமோ இயற்கையோடு இயையும் போது மனதில் நல்லெண்ண அலைகள் வீசும் மன அழுத்தங்கள் கூட அகஞ்சிடும் மனித முன்னேறும் மண்ணும் சேர்க்கும் இயற்கையை ரசித்து இசையை நெசித்து மனிதத்தை சுவாசித்து இயற்கையோடு வாழ்வும் மனிதத்தோடு வாழ்வோம் மனிதன் என்பது மனிதம் மனிதனாக வாழ்வோம் மனிதம் வாழட்டும் மண்ணே மனிதன்